வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்குராஜ் பேசுறேன் நான் பாத்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர்ல இருந்து அசிசன் இந்தியா டாட் காம் எங்க கம்பெனியோட நேப் இதுல ரெண்டு மாசமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நல்லாவே சம்பாதிச்சிருக்கேன் இப்படி என்ன நல்லா சம்பாதிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேல இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல நான் சம்பாதிச்சிருக்கேன் சரிங்களா ரெண்டு மாசத்துல இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு இருபதாயிரம் மேல சம்பாதிச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை நான் சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நான் பார்வையில இருந்து வந்தேன் இது அழைக்கிறதுலேயே என் பையன் வந்துட்டு வண்டியெடுத்துட்டு வந்தான் நாங்க என்ன பண்ணோம்னாக்க மெயின் ரோட்டில் வராம நாங்க உள்ளுக்குள்ள தெருவுள்ள வந்து வரோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழ வண்டிக்கார நம்ம ஆப்பிள ஆரஞ்சு மற்ற சாத்துக்குடி வேலையான பழங்களை வச்சுக்கிட்டு கூவி கூவி எடுத்துக்கிட்டு இருக்காரு யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அதை கடந்து நாங்கள் அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க ஷெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆளுங்க வந்துட்டு நம்ம பழைய டூரிங் தேட்டர்கள் பழைய தேட ஒரு இருவசத்துக்கு முடியல ஒரு படம்ஸ் ஆனால் தேட்டர்ல எப்படி கூட்டம் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து நானும் ரெண்டு வருஷங்கழிச்சு வரேன்னா எனக்கு என்னென்னு தெரியல என்னடா நான் கேட்டால் என் பையன் சொல்கிறான் இது இந்த இடத்துல டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உடம்புக்கு நல்லது நல்லதாக இருக்கக்கூடிய பழங்களை இறங்கிறதுக்கு ஆளு இல்லை அதுவே உடம்புக்கு கெடுதலான டாஸ்மார்க் கடையில் கூட்டங்கள் குவிஞ்சிருக்கு சரிங்களா இந்த மாதிரி எங்களுடைய பிஸ்னஸும் அப்படிதான் பழங்கள் மாதிரி தான் உங்களுக்கு சம்பாதிக்க நாங்கள் நல்ல விதமான பிளான்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்றீங்கிறத நீங்களே யோசிச்சுங்க சரிங்களா இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துல நம்ம எப்படி ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் அப்படி ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சா நம்ம லைஃப் ஸ்டைலே வந்துட்டு மாறிடும் மருமா மாராதுல ஒருத்தருகிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அவரோட லைஃப் ஸ்டைல் நல்லா மரும மாறாஜா அதை பத்தி தான் பார்க்கப்பறம் நாங்க வீடியோ குள்ளா போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மக்கள் வந்துட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க சரியான ஒரு பங்களா சரிங்களா ஒரு சரியான ஒரு பங்களா இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க காரணம் இவங்களுக்கு பணம் ஒரு புரெட்டு கிடையாது பாத்தீங்கன்னா போயிட்டு வாரத்துக்கு ஒரு அஞ்சாறு கார் நிற்குது குளிக்கக்கு பக்கிலையே பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் கூலும் வந்துது இவங்களுக்கு பணங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க இவங்கெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பெரிய பெரிய மல்டிபில்லியனராக இருப்பாங்க இல்லை பெரிய பிஸ்னஸ் இருப்பாங்க இல்லை பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சிருப்பாங்க இவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிர் மாதிரியான இன்னைக்கு வேலைக்கு போனா தான் இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு வேலைக்கு போகலன்னாக்க ஒரு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ பட்டினி கடக்க வேண்டிய சூழ்நிலை இதனால இவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஒரு புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ரீச் ஆகுது இவங்களை எல்லாம் போய் ஒரு நியூஸும் சரி இதுவும் சரி அவங்களுக்கு காலையெல்லாம் எரிஞ்சிருப்பாங்க வேலைக்கு போவாங்க நைட்டு வருவாங்க சாப்பிடுவாங்க படுத்துவாங்க இந்த மாதிரியான வாழ்க்கையை ஆளுநர் தான் இருந்தேன் இவங்க பார்த்தீங்கன்னாக்க எதையுமே புதுசா கத்துக்கிறதுக்க இல்லை இவங்க புதுசா எதுவும் கற்றுக்க மாட்டாங்க ஒரு இது வட்டத்துக்குள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுழண்டு விட்டு இருப்பாங்க எப் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க அப்பாவும் வந்துட்டு வீடு வாடகை வீட்டுல இருந்திருப்பார் இவரும் வாடகை வீட்டுல இருப்பார் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் ஜாப்ல எதுலயோ ஒரு இருபதாயிரம் வரைக்கும் பத்தாயிரம் வரைக்கும் வேலையில இருந்துருப்பாரு இவரும் பாத்தீங்கன்னாக்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் இல்ல முப்பதாயிரம் வாங்கிட்டு இருப்பாரு அந்த சம்பளம் நமக்கு போதுமானதா இருக்கும் போதும் அப்படின்ட்டு அவரு யாரு எதைப்ப சொன்னாலும் காதலியும் வாங்கிக்க மாட்டார் எனக்கு இந்த வலுக்கை போதும் அப்படிங்கிற மாதிரி பாரு இன்னும் பேர் பாத்தீங்கன்னாக்க லோனு போட்டு வீடு வாங்கிருப்பாங்க அதை இஎம்ஐ கட்டியே பாது வாய்க்க முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஐடியாவோ புதுசாக ஒரு பிஸ்னஸோ நம்ம போய் சொல்லப்போனோன்னா எனக்கு இதெல்லாம் தெரியப்பானால இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துடுறேன் எனக்கு ஃப்ரெண்டு இந்த மாதிரி போனால் இவங்க தாத்தா அந்த மாதிரி போனாங்கன்னு சொல்லிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதான் இந்த பொது ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனா ஏன் சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அப்ப எப்பவும் கத்திட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்ல உலகத்துல என்ன நடக்கிறதுங்கிற பிங்கர் டிப்ஸ்ல வச்சுருப்பாங்க இவங்க எல்லாம் இவங்க வந்துட்டு எப்போதுமே ஒரு சந்தோஷ வாழ்க்கையை வாங்கறதுக்கு காரணமா இருக்கு இப்ப எம்ப்ளாய்க்கும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வேறுபாடு என்ன இப்போ ஒரு எம்பாயி என்னாக்க அவர் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாரோ அதுக்கு சம்பளம் கிடைக்கும் இது தினக்குழியாக இருக்கட்டும் இல்லை மாடு சம்பளமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வேலை பார்க்குறதுக்கான தக்கத்தான் சம்பளம் கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அந்த எட்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பளம்னாக்கோ ஒரு ஐநூறுரூவா வச்சுங்க அந்த ஐநூறு ரூபாய்தான் அவருக்கு டெய்லி கிடைக்கும் சரிங்களா அதுல ஒரு ரூபா கூட கூடாது குறையாது இதே வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னு அவருக்கு மாசம் முப்பதாயிரம் ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கங்க ஏன் ஒரு லட்ச ரூபாயும் அந்த ஒரு லட்ச ரூபாய்தான் அந்த பன்னெண்டு மாசம் அவர் வாங்கிட்டு போறாரு அதுக்கு மேல ஒரு பைசா வாங்க முடியாது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியுது அதை பற்றி நம்ம வந்து இங்கே பேச இடாங்கள சரிங்களா அடுத்தது இது வந்துட்டு ஓனர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஓனா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த எம்ப்ளாய்க்கும் வேறு வேறு படை கிடையாது இவங்க எத்தனை மணி நேரம் சம்பாதிக்கிறாங்களோ அத் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்கோங்களோ அத்தனை மணி நேரம் சம்பளம் தான் கடைக்கு போகுது இங்கே நீங்கள் எத்தனை மணி நேரம் கடையை தொடர்ந்து வைக்க வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும் ஒரு மணி நேரம் தொடர்ந்து வச்சிருக்க கடைக்கு அது எவ்வளோ இன்கம் வரும்மோ அவ்வளோ இன்கம் வரும் ஒரு மணி நேரம் தொடர்ந்து வச்சுருக்க கடைக்கு எவ்வளோ இன்கம் வரும்மோ அவ்வளோ இன்கம் வரும் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கடையை வச்சோ இல்லை ஒரு ஹோட்டலை வச்சோ பிஸ்னஸ் பண்ணிட்டு என்னாச்சுன்னாக்க அட்டிப்பட்ட லாஸ் தான் ஏங்கன்னா அவங்க ஒரு முதலீடு ஒன்று போட்டிருப்பாங்க அது எப்படியும் அதாவது வண்டி சக்கரை மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும் வாங்கின பொருள் விற்கணும் புத்த பொருள் மறுபடியும் வாங்கணும் இப்படி ரொட்டேஷனில் இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ இந்த தொல்லாடகட்டத்தில் அது இல்லாங்கிறப்ப அந்த லாஸ் வரும் சரிங்களா இதுலேயும் இதுவும் வேற குறைய சேவாதான் இருக்கு இப்போ சரி என்ன சார் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா என்ன சார் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அசஸ் ரெஃபரல் அசஸ் ரெஃபரல்ல உங்களுக்கு இன்கம் எப்படி கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார்க்கில் ஒருத்தர் ஜாயின் பண்றாருனாக்க அவருக்கு உடனே ஐடி கிடைச்சிருந்தான்னா கண்டிப்பாக கிடைக்காது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு ரெண்டு வாரம் கூட ஒரு ஐடி இருக்கிறதுக்கு கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அசஸ்ல வேலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மணி பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மியாக கிடைக்கும் சரிங்களா இது முதல் ஒரு மாதமோ இல்லை ஒன்றரை மாசமும் வச்சிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை படிப்படியாக குறையும் ஆனால் சம்பளம் படிப்படியாக அதிகரிக்கும் இதுதான அஸ்எஸ்எல் பேப்பரலோட பிளஸ் பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேலையும் பார்க்கலனாக்க உங்களுக்கு கீழே தட்டியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டியா இன்கம் வந்துகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் சரிங்க இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்கு வால்மார்ட் இருக்கு பிளிப்கார்ட் இருக்கு யோவியோ இருக்கு பேடிஎம் இருக்கு ரெட்பஸ் இருக்கு ஸொமேட்டோ இருக்கு ஓலா இருக்கு பார்த்திங்களா இது கூட போட்டி போட்டு வளர்ந்துக்கிட்டுருக்குது நாள்தொள் மெனி பொழுதுதொரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்களோட அசஸ் சரிங்களா உங்களுக்கு போய்ட்டு சந்தேகமாக இருக்கிறேங்க இதுதான் வெப்சைட்டோட நேமை போயிட்டு பார்த்து தெரியும் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல பேர் லாக்இன் பண்ணுறேன் அப்படிங்களா ஒரு செகண்ட்டுக்கு ஒருத்தராவது எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிட்டுருக்காங்க உங்களால் கூடி சீக்கிரம் ஜாயின் பண்ணுமோ அவ்வளோ கூடிய ஜன் பண்ணுங்க ஏன்னா ஃப்யூச்சரில் எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன நல்லா தான் கொண்டு வர போகிறாங்கன்ற பின்னடிப்போம் சரிங்க இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் மற்ற கம்பெனிக்கும் எங்கள் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்க பயங்கர வித்தியாசம் இருக்குதுங்க அதில் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஆப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்க மத்த ஆன்லைன் வார்த்தை ஷாப்பிங்கில் உள்ளது ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ ஏதோ பார்த்தீங்கன்னா அவங்கள்டையும் ஆஃப் இருக்குது எங்களுக்கிட்டே ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது சரிங்களா பார்க்கு ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள்டாம் ஓன் ப்ராடக்டாக இருக்கும் சில பொருள் டைப் பண்ண பொருளாக இருக்கும் எங்கள் எங்கள்கிட்ட அசிஸ்டன் டேவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லே டைப் பண்ண பொருள் மட்டும்தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இருக்குது சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி அவங்களும் டோர் டெலிவரி பண்ணாங்க நாங்களும் டோர் டெலிவரி பண்ணுறோம் ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அமேஷானில் தான் ப்ரைப் மெம்பர்ஷிப்புக்கு வருஷத்துக்கு மூணு டைம் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுவாங்க சரிங்களா அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க எங்கள் கம்பெனியில் அசஸ் டேவல நீங்க நூறு ரூபாய்க்கு ஆர்டர் போட்டீங்கனாலும் டோர் டெலிவரி ஃப்ரீ நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டீங்கன்னாலும் டோர் டெலிவரி ஃப்ரீயா கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஸ் அமேசான் பிளிப்கார்ட்லயும் இப்ப நம்ம சின்ன பத்திரிகை போயிருத்தீங்கன்னா கூட நீங்க சந்தாங்க ஒரு அமௌண்ட் கட்டீங்கனாக்க வார வாரம் உங்களுக்கு வாரப்பத்திரிக்கையா இருக்கும் இல்ல சந்தா பணம் கட்டிங்கன்னா டெய்லி பத்திரிகைக்காரங்க போடுறாங்க அங்கே இருந்தா ஆரம்பிக்கதுங்க இந்த பிரைம் மெம்பர்ஷிப்புனு இந்த கிரைம் பிரைம் மெம்பர்ஷிப் இல்லாத அப்படியே ஆஃப் கிடையாது வர்த்தகமும் கிடையாது நீங்கள் ஒரு கடைக்கு கிபர்மெண்ட் ஸ்டோரில் போனீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கார்டு இருக்கும் வாங்குவீங்க அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு பர்சன்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாயோ வாங்கினீங்கன்னா ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ முன்னாடி டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இது பிரைம் மெம்பர் சரிங்களா மத்த ஆப் இருக்கு எங்கிலயும் இருக்கு ஒரு டைம்ஷிப் ஆகிட்டீங்கன்னா உங்க லாங் லைஃப்லாம் வருஷ வருஷம் உங்க ஆயிரம் எங்கில அப்படியே பண்ணுங்கிற அவசியம் இல்லை சரிங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப டிவில விளம்பரம் மத்த ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே விளம்பரம் கொடுத்துறாங்க எங்க கம்பெனி விளம்பரம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் மூலியமா விளாம்பரப்படுத்தி மக்கள் மூலியமாவே மக்களுக்கு சென்றடைய இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் சரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு விளம்பரம் வந்துட்டு ஏதோ ஒரு டிவி விஜய் டிவியாக இருக்கட்டும் சன் டிவியாக இருக்கட்டும் அது எந்த டிவியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டு லட்ச ரூபாங்க செலவாகுது அது எப்படிங்கிறத பார்ப்போம் ரேட் வந்து ரெண்டாயிரம் பர் செகண்டு முப்பது செகண்ட் அந்த வீடியோ கொடுத்தினாக்க எவ்வளவு ஆச்சு அறுபதாயிரம் ரூபாயிடுச்சு டைம் வந்துட்டு ஒரு நாளைக்குனாக்க எவ்வளவாச்சு அறுபது லட்ச ரூபாயிடுச்சு அது பத்து சேனலுக்குனாக்க உங்களுக்கு ஆறு லட்ச ஆறு லட்சம் ரூபாய் எட்டு மூணு முப்பது நாளைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினெட்டு கோடி ரூபாய் பதினெட்டு கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல ஒரு வீடியோ முப்பது செகண்ட் பத்து டைம் ஒரு நாளைக்கு ஓடுனுச்சுன்னா இப்ப ஒரு மாசத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா பதினெட்டு கோடி ரூபாய் டெலிவிஷன் மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் தராங்க இந்த பதினெட்டு கோடி எதுல வைப்பாங்கன்னா அவங்க விற்கக்கூடிய பொருள்லாம் ஷேர் பண்ணி வைப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க பேப்பர் பேப்பருக்கு எப்படி விளம்பரம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க பதினாறு புள்ளி பதினாறு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் செலவாகுது அப்படிங்கிறது ஒரு சர்வே எடுத்து போட்டுட்டாங்க இந்த சர்வே தான் ஆறாயிரத்தி எண்பது ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஸ்க ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு சரிங்களா இதுவே பார்த்திங்கனாக்கா எண்பத்தி லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி இது வந்து ஒரு நாலு நாளைக்குனாக்கா முப்பத்தி மூணு லட்சத்து மூணு கோடியே முப்பத்தி லட்சத்து இருபத்தொம்பதாயிரத்தி முப்பத்தி இது ஒரு அஞ்சு பேப்பர்கள் கொடுத்தோம்னாக்க பதினாறு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நானூ பதினாறு கோடியே எழுபத்தோரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஆறு கோடி ரூபாங்க ஒரு மாதத்துக்கு வேப்பர் செலவு மட்டும் சரிங்களா இதோட மட்டும் நடிக்குமா டெலிவிஷனுக்கு படத்தை எடுக்கணும் அதுக்கு ஒரு செலவு இருக்குங்க இல்லைதா அதை பற்றி பார்க்குமா இப்போ படத்தை எடுக்கணும்னா யார் நீங்களோ நாங்களோ அந்த விளம்பரத்தில் நடிச்சா யாராவது எடுப்பாங்களா எடுக்கவே மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு டோனியோட விளம்பரத்துகள் அவர் வந்து அஞ்சு கோடியில இருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் ஒரு விளம்பரத்துக்கு வாங்கிறதா கூகுள் சர்வையில பார்த்து எடுத்த சர்வீன் பாத்தீங்களா இதுல நாங்கள் நடுத்தரமா ஒரு பத்து கோடி ரூபான்னு போட்டுருக்கோம் சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட படத்தை எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சத்து நாப்பத்தி ரூபாய் செலவாகும் அந்த படத்துக்கு எடு ஒர்க் பண்ணுற லைட் மேனில் இருந்து எல்லா எடிட்டிங் எல்லா செலவும் பார்த்தீங்கன்னாக்க அறுபது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி சர்ச் பண்ணி சர்வே ஏற்படுத்தா சரிங்களா அப்போ ஒரு டிவிக்கு பேப்பருக்கும் விளம்பரம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு கம்பெனி எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சதுன்னா எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல எந்தவித டிவி சேனல்லையும் விளம்பரம் கொடுக்கல மக்கள் மூலியமா ரெஃபரல் மூலியமா அட்வர்டைஸ் பண்ணமெண்ட் பண்ணி அதன் மூலியமா மக்களுக்கு பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க ரெஃப்ரோ கம்ப பிரிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா இதில் தான் எங்கள் கம்பெனி வந்துட்டு பெஸ்ட்டாக மற்ற ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிற எத்தனை ஆப்புகளையும் எங்கள் ஆப் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் கிட் என்ன சார் ஸ்டார்ட்அப் கிட் இன்னொன்று போட்டுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டார்டர் கிட்டிருக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃபுட்ஃபிங் ஃபுட் கி கிட்ட வந்துட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட் வெளியில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அறுபது பாயிண்ட் வெளியில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா உமன் கேர் கிட் வந்துட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட் வெளியில் ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா அறுபது பாயிண்ட் வலியில் நாலாயிரத்தி இரநூறுவா கார்மன் கிட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறுரூவா ஹண்ட்ரட் பாயிண்ட் வலி அறுபது பாயிண்ட் வேலுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறுவா கிராசரி கிட்ட பார்த்தீங்கன்னாக்க அறுபது பாயிண்ட் வேலூல மட்டுந்தான் இருக்கு ஆறாயிரத்தி இரநூறுவா ஒரு பிபி மேட்சா இருந்துச்சுனாக்க பத்து ரூபா எங்கள் இன்கம் தராங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க யூங்கிறது யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்க ஹண்ட்ரட் பிபியில ஹண்ட்ரட் பாயிண்ட் வேல ஒருத்தரை ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்தது அறுபது பாயிண்ட் வேலையில் ஒருத்தரை ஜாயின் பண்ணியிருக்காரு சரிங்களா ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது பாயிண்ட் வேலையில ஒருத்தரை ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த அறுபதுக்கும் இந்த அறுபதுக்கும் ஃபேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு அறநூறுவா இன்கம் கிடைக்கும் க கேரி பார்வையத்தில் ஹண்ட்ரடு பாயிண்ட் வேல்யூ இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இப்போ இவங்கரு ஒருத்தரை லெஃப்டில் ஹண்ட்ரட் பாயிண்ட் வேல்யூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வேல்யூ டூ ஹண்ட்ரடுக்கு செத்துக்க ரைட் சைடில் அறுபது தான் வந்து பாயியில் ஒருத்தர் சேர்த்துக்கார் அப்போ அந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அரை அறநூறுவா இன்கம் வரும் நூற்றி நாற்பது பாண்டி வந்து கேரி பார்வைய சிஸ்டத்தில் வரும் இந்த கேரி பார்வையடு சிஸ்டங்கிறது வேறு எந்த கம்பெனியும் கிடையாதுங்க நான் ஆலய பார்த்துருக்கேன் வெஸ்டேஜை பார்த்துருக்கேன் எத்தனையோ கம்பெனிகளை பார்த்துருக்கேன் இந்த கேரி பார்வை கேரி பார்வையிற சிஸ்டங்கிறது எங்களுக்கு ரெண்டு இந்த வாரம் கொண்டு வரணும்னா ரெண்டு வேற கொண்டு வரணும் இல்லைன்னா அந்த கம்பெனிக்குதான் லாபம் உங்களுக்கு லாபம் இருக்காது சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க வியூமுறத ஒருத்தர் அவரு லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் வழி ரைட் சைடு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அறுபது பாயிண்ட் வழியில ஒருத்தர் லட்சத்து இருக்காரு அதுக்கு கீழே பாயிண்ட்ல ஒருத்தர் சேர்த்துருக்காரு அப்ப அவங்களுக்கு இன்கம் ஹண்ட்ரடுக்கு மேட்ச்சாயே ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அது கேரி பார்க்கறதுல அறுபது பாயிண்ட் வேல்யூ இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க லெப்ட் சைடுல நூறு பாயிண்ட் வேல்யூ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாக்க அறுபது பாயிண்ட் வேல்யூ அதுக்கு அடுத்தது லெப்ட் சைட்ல ஹண்ட்ரட் பாயிண்ட் வேல்யூ இந்த ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு பேர் மேட்ச்சாயே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அறுபது பாயிண்ட் வேல்யூ கேரி பார்வர்ட் சிஸ்டத்தில் போகும் நெக்ஸ்ட் நமக்கு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே ஆரம்பிச்சு இது சரிங்களா சண்டே ஆரம்பித்து ஸ்டாட்டர்டே ச ஒரு வீக்கு ஆமாம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இன்கம் வந்துடும் எவ்வரி வீக்கு ஃப்ரைடே வந்துட்டு வாலெட்டில் இன்கம் வந்துடும் வித்ரா பண்ணோம்னாக்க பை பர்சன்டேஜ் டிபிஎஸ் பிடிச்சிக்கிட்டு மீதி நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேன் நம்பர் கொடுத்துருந்தோம்னாக்க கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே வந்து சேர்ந்துடும் மற்ற கம்பெனிலலாம் எப்படியோ தெரியாது எங்கள் கம்பெனியில் இது பர்ஃபெக்டாக நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா யூங்கிறது ஒருத்தர் லெஃப்ட் சைடில் ரெண்டாயிரம் பிபி ரைட் சைடில் ரெண்டாயிரம் பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டாருனாக்க அந்த வாரம் அவருக்கு இருபதாயிரம் ரூபா இன்கம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்க லெஃப்ட் சைடில் மூவாயிரத்தி அறநூறு பிபி ரைட் சைடில் நாலாயிரம் பிபி மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி இரநூறு பேர்ஹெச்ஐ உங்களுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க யூங்கிறது நீங்கள் லெஃப்ட் சைடு மூவாயிரத்தி அறநூறு பன்னெண்டு வெள்ளியூ ரைட் சைடு பார்த்திங்கன்னா நாலாயிரம் பன்னெண்டு வெள்ளியும் மூவாயிரத்தி பேர் மேட்ச்ஐ உங்களுக்கு டைமண்ட் டேரக்டருங்கிற ஒரு கோஸ்டிங் கொடுத்துறாங்க மீதி இருக்கிறது நானூறு பாயிண்ட் வேலையூ உங்களுக்கு கேர கேரி பார்வர்டு சிஸ்டத்துல நெக்ஸ்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு பலவாகும் நீங்க எப்ப வேணாலும் மேட்ச் பண்ணி அமௌண்ட்டு இன்கமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூங்கிற ஒருத்தர் லெப்ட் சைடு அறுபது பாயிண்ட் வேலையூ ரைட் சைடு ஐயாயிரத்தி அறுநூறு பாயிண்ட் வேலையும் சேர்த்துக்க ஏற்கனவே நானூறு பாயிண்ட் வேலையூ கேரி பார்வ்டு சிஸ்டத்துல இருக்கீங்களா அப்ப ஆறாயிரம் அறாயிரம் பேர் மேட்ச்சாகும்போது அறுபதாயிரம் ரூபாய் இன்கம் கிடைக்கும் அந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவரு பிரசன்ட் டைமண்ட் டேரெக்டரை அச்சீவ் பண்ணியிருப்பாரு சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரசன்ட் டைமண்ட் டேரக்டர் மாதிரிலாம் வந்துட்டு மற்ற க கம்பெனிலவங்களுக்கு அவார்டு கிடைக்காது எங்கள் கம்பெனில் மட்டும்தான் அவார்டு சொச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சிருக்காங்க எட்டு வாரத்துல உங்களுக்கு ப்ரெசன்ட் டைம ஒரு வாரத்தில் உங்களுக்கு ப்ரெசன்ட் டைமண்ட் ஐரெக்ட் டைமண்ட் டைரெக்டர் இப்போ அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பாயிண்ட் வலியில உங்களுக்கு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறீங்க யூங்கிறது ஒருத்தர் ஜான் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னாக்க லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஒன்றுக்கு ஒன்று பேர் மேட்ச்சாகும் போது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாவது வாரத்தில் லெஃப்டில் ரெண்டு பேர் ரைட்டில் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் வச்சதுக்கு ரெண்டாயிரம் கிடைக்கும் மூணாவது வாரத்தில் நாலு நாலு பேர்சுக்கு நாலாயிரூவா கிடைக்கும் நாலாவது வாரத்தில் உங்களுக்கு எட்டு எட்டு பேரமேட்சுக்கு எட்டாயிரம் ரூபா கிடைக்கும் அஞ்சாவது வாரத்தில் பதினாலு பதினாலு பேரமேச்சுக்கு பதினாறாயூவா கிடைக்கும் ஆறாவது வாரத்தில் முப்பத்திரெண்டு முப்பத்தி சரிங்களா அந்த வாரத்துல லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நீங்க நாலு நாலு ப்ரஸ் பண்ணீங்கனாக்கா முப்பத்தாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு டைமண்ட் டைரக்டருங்கிற ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அந்த டைமண்ட் டைரக்டர் போஸ்டிங் இல்லாம உங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் டைரக்டருங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஏழாம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு மதித்துப்பிள்ளை ஆகும்போது உங்களுக்கு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு சரிங்களா அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலுக்கு நமக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கணும் ஆனா அறுபதாயிரம் ரூபாய்தான் கொடுப்பாங்க ஏன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு ஐடிக்கு நமக்கு இன்கம் கிடையாது ஒரு சீலிங் வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு சீலிங் வைக்கணும்ல அந்த மாதிரி மற்றவங்க எல்லாருமே சம்பாதிக்கணும் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையில ஒரு ஐடிக்கு அதிகபட்சமா அறுபதாயிரம் வச்சிருக்காங்க எட்டாவது வாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மல்டிப்ளை ஆகும்போது நூத்தி இருபத்தி எட்டு உங்களுக்கு அறுபதாயிரம் கிடைக்கும் அப்போ சம்பாதிச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருப்பி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வேலுல ஜாமுக்கு எப்படி கிடைக்குங்கிறத பாப்போம் சரிங்களா அங்க சொன்ன மாதிரியே தான் இங்க ஒருத்தர் லெஃப்ட்டு சைடு ரைட் சைடு ஃபஸ்ட் வீக்கில் ஒருத்தரை பேர் மேட்ச் ஆகும்போது அறநூறுரூவா கிடைக்கும் செகண்ட் வீக்கில் ரெண்டு ரெண்டு பேர் மேட்ச்சாகும் போது ஆயிரத்தி கிடைக்கும் மூணாவது வீக்கில் நாலு நாலு பேர் மேட்ச் ஆகும்போது ரெண்டாயிரத்தி கிடைக்கும் ஆறாவது வாரத்தில் எட்டு எட்டு பேர் மேட்ச்சாகும் போது நாலாயிரத்தி கிடைக்கும் அஞ்சாவது வாரத்தில் பதினாறு பதினாறு பேர் மெச்சாகும் போது ஒம்பாயிரத்தி கிடைக்கும் ஆறாவது வாரத்தில் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு முப்பத்திரெண்டு பத்தொம்போதாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் ஏழாவது வாரத்தில் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பேர் மேட்ச்சாகும்போது நமக்கு முப்பத்தெட்டாயிரத்தி நானூறுரூவா கிடைக்கும் அப்போ நம்ம டைமண்ட் டைரக்டர் ஆகிடலாம் அப்போது ஒரு எக்ஸிகூட்டிவ் டைரக்டருங்கிற போஸ்ட்டும் கிடைக்கும் எட்டாவது வாரத்தில் பார்த்திங்கனாக்க நூற்றி இருபத்தெட்டு நூற்று இருபத்தெட்டு அந்த சொன்ன மாதிரியே தாங்க நமக்கு அறுபதாயிரம் மட்டும் தான் கிடைக்கும் அறுபதாயிரம் வரைக்கும் மேலே நமக்கு இன்கம் கிடைக்காது ஏன்னா ஒரு ஐடி போட்டவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கிற ஒரு சீலிங் கம்பெனி வச்சுருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறது ஒருத்தர் லெஃப்ட் சைடு ஒரு இருபது பேர் ரைட் சைடு இருபது பேர் மொத்தம் நாற்பது பேரை சிங்கிள் ஐடியில் போட்டவர் கொண்டு வந்தாருனாக்கா அவங்களுக்கு இன்கம் வரும் இருபதாயிரம் இன்கம் வரும் சரிங்களா ஹண்ட்ரட் பேண்ட் வெளியாக இருந்தா இப்ப மூணு ஐடி போட்டு தவறு அதே நாற்பது பேர் தான் எப்படி இன்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ரெண்டு மூணு மூணு ஐடி அவரே போட்டிருக்காரு ரெண்டாவது ஐடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு பத்து பத்து பேர் இருக்காங்க மூணாவது ஐடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு பத்து பத்து பேர் இருக்காங்க அப்போ ரெண்டாவது ஐடிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா மூணாவது ஐடிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அப்போ மேலே இருக்கிற ஐடிக்கு எந்த வேலையுமே பார்த்துக்க மாட்டார் அந்த ஐடிக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் டோட்டலில் நாற்பதாயிரம் ரூபா கிடைக்கும் இதுதானே மல்டிப்ளை ஐடியோட பெனிஃபிட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஏல் ஐடியில் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க ஏல் ஐடியில் ஒருத்தர் வர யூ ஒன் யூ டூ யூ த்ரீ யூ ஃபோர் சொல்லிட்டு ஏல் ஐடி ஒருத்தர் போட்டு ஒரு அதுக்கு கீழே ஒரு என்ட்ரியும் இல்லைன்னாக்க மூவாயிரம் ரூபாய் அவருக்கு இன்கம் எழுதிச்சி ஒரு ஏல் ஐடியில் வந்து இப்போ எப்படி இங்க போகிறதுன்னு பார்க்கலாமா அப்போ அதே நாற்பது பேர் தாங்க இந்த நாலாவது 5 கீழே 5 லெஃப்டில் அஞ்சு ரைட்டில் அஞ்சு அஞ்சாவது ஐடினு 5 லெஃப்டில் 5 ரைட்டில் அஞ்சு ஆறாவது ஐடிக்கு கீழே 5 அஞ்சு ரைட்டில் இன்ச்சு ஏழாவது ஐடி கீழே லெஃப்டில் அஞ்சு ரைட்டில் அஞ்சு சரிங்களா இப்போ உங்களுக்கு ஏழாவது ஐடிக்கு ஐயாயிரூவா கிடைக்கும் ஆறாவது ஐடிக்கு ஐயாயிரூவா கிடைக்கும் அஞ்சாவது ஐடிக்கு ஐயாயிரூவா கிடைக்கும் நாலாவது ஐடிக்கு ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் ரெண்டாவது ஐடிக்கும் மூணாவது ஐடிக்கும் பத்து பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் மேலே டாப் ஐடிக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் சிங்கிள் ஐடி போட்டீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் சரிங்களா ட்ரிபிள் ஐடி மூணு ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரரூவா கிடைக்கும் ஏழு ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் இன்கம் கிடைக்கும் இப்போ மேக்சிமம் இன்கம் ஒவ்வொரு ஐடிக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐடிக்கும் மேக்சிமம் வாரத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியும் அஸ்எஸ் இந்தியாவில் அவங்க கம்பெனி பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது மூணு அடி போட்ட ஒருத்தர் இதுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்து அதே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபா தராங்க இதே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா தராங்க இது ஏழு அடி மூணு அடி போட்டு வந்தவங்களுக்கு இதே ஏழு அடி போட்டு வந்தவங்களுக்கு நாலு லட்சத்து தராங்க மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் லட்சத்து எண்பதாயிரம் ரூபா வருஷத்துக்கு ரெண்டு கோடிக்கு ஒரு லட்சத்து சரிங்களா இது ஒரே வருஷத்துலேயும் நம்ம சம்பாதிக்க முடியும் பதினைஞ்சு அடி போட்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு மா வாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா தராங்க மாதத்துக்கு ப பார்த்திங்கன்னா முப்பத்தாறு லட்சரூபா தராங்க வசசிசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இதே முப்பதுக்கு ஒரு அடி ஒருத்தர் போட்டுருந்தாங்க வாரத்துக்கு அதிகபட்சமாக பதினெட்டு கோடி பதினெட்டு லட்சத்தை அறுபதாயிரம் கிடைக்கும் மாதத்துக்கு இருபத்தி லட்சம் நாற்பதாயிரரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இது தாங்க ஐயஸ்ட்டுக்கு இயர்ஸ் பண்ணுற கோடி இது அப்படியே கண்டிப்பாக ஆச்சுன்னா பன்னெண்டு வருஷத்தில் நூறு கோடி ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி த்ரீ முந்நூத்தி அறுபது பாயிண்ட் வழியில் நீங்க ஜாயின் பண்ணி முந்நூத்தி அறுபது பாயிண்ட் வழியிலேயே நீங்க கொண்டு வந்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துல ஒரு கோடி ரூபாய சர்வ நிச்சயமாக அச்சீவ் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்ப்போங்களா எந்தெந்த கிட்டு எப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப கிராசரி கிட்டு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராசரி கிட்ட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்க கட்டா அமௌண்ட் ஆறாயிரத்தி அறுநூறுவா கிராசரி கிட்டக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் மூவாயிரத்தி கிராசரி வந்து மூவாயிரத்தி இரநூறுவா புஃப் அச்சு ஒன்று ஆயிரத்தி அறநூறுநூறுரூவா மொத்தம் ஏ எட்டாயிரத்தி இரநூறுவா நீங்கள் கட்டுறது எவ்வளவு ஆறாயிரத்தி அறநூறு கிடைக்கிற பெனிஃபிட்ட எட்டாயிரத்தி இரநூறு கார்பன் பேக்கட் சரிங்களா கார்பன் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஆறாயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் கட்ட போறீங்க சரிங்களா டிஸ்கவுண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு அப்படியே டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்களா அது இல்லாமல் கார்பன்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவாய்க்கு கொடுத்துறாங்க ஃபுட் பாய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு கொடுத்துறாங்க உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினொழாயிரம் ரூபா அங்கே டோட்டல் பெனிஃபிட்டு சரிங்களா இப்போ இந்த இதில் ஒரே ஐடியும் இதில் மூணு ஐடியும் போட்டோம்னா டோட்டல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி இரநூறுவா இந்த மூணுக்கும் முப்பத்தி மூணாயிரம் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும் சரிங்களா ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ராசரி கிட்ட ஆறாயிரத்தி இரநூறுவா கார்பன் கெட்டு வந்துட்டு பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா இருபத்தாறாயூவா செலவு பண்ண போறீங்க ஆனால் நாற்பத்தோராயிரத்தி உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது காயின்றி முந்நூற்றி ஐம்பது கிடைக்குது இதே முந்நூற்றி ஐம்பதை கண்டினியூ கொண்டு வரும்போது இதுதாங்க இருபத்தாயிரரூவா கேட்டுறிங்க உங்களுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூறுவா பெனிஃபிட் கிடையிது முந்நூற்றி அறுநூறு பாயிண்ட் விலை கிடையாது நீங்கள் இதை வந்துட்டு ஒரு டைம்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா இதில் நீங்கள் ஒரு கோடி எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படினாக்க இந்த பிஎம் ஒன்றுங்கிறது அறுபது பாயிண்ட் வழி இல்லை பிஎம் டூங்கிறது ஹண்ட்ரட் பாயிண்ட் வழி பிஎம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வில பிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் வழி சரிங்களா இது நீங்கள் முந்நூற்றி அறுபது பாயிண்ட் வெளியில் டோட்டல் வச்சுருக்கீங்க சரிங்களா அதே முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது நீங்கள் எடுக்கிறப்ப ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்க பிஎம் டூ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் பிஎம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுரூவா கிடைக்கும் பிஎம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி நானூறுரூவா கிடைக்கும் அதே வந்து செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்க இந்த முந்நூற்றி அறுபது பாயிண்ட் வலி டோப்பிகளாகும் போது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சரிங்களா அப்போ வரும்போது பிஎம் டூக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா கிடைக்கும் பிஎம் த்ரீக்கு வந்து பதினாலாயிரத்தி கிடைக்கும் பிஎம் ஃபோருக்கு பதினாலாயிரத்தி கிடைக்கும் டோட்டலாக ஐம்பத்தேழாயிரத்தி கிடைக்கும் மூணாவது வீக்கில் உங்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி ஏழு எழுநூற்றி அது ஒரு பதினாயிர பேராய்ச்சி ஆகும்போது இங்கேயும் அதே மாதிரி பதினாயிர பேரமாய்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா பிஎம் டூ கிடைக்கும் பிஎம் த்ரீக்கு ஐம்பத்தேழாயிரம் இங்கேயும் ஒரு ஐம்பத்தேழாயிரூவா ஆகத்தில் ஒரு கிடைக்கும் நாலாம் இருக்கிற வீக்கில் பார்த்திங்கனாக்க பங்குகள் எப்போ செல்வோம் ரைட்டு அப்போ உங்களுக்கு ஃபோன் ஐடிக்குமே ஒரு அறுபது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி கிடைக்கும் சரிங்களா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னாக்கா நாலு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் சரிங்களா நாலாவது வீட்டோடய இன்கம் நாலு இது ஒரு வாரத்துக்கு அதே நாற்பத்தெட்டு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா கிடைக்கும் இந்த பிஎம் பிஎம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடி பார்த்தீங்களா இது வந்துட்டு நாலாவது வாரத்திலே சீலிங்காக அடிச்சிடும் சரிங்களா நாலாவது வாரத்திலே அறுபது ஆறாயிரம் ரூபா வந்து சீலிங்காக அடிச்சிடும் கன்சிடர் அண்டு டிசி டிசிஷன் கன்சிடர் அண்டு டிசிஷன் அப்பெ யுவர் பிஸ்னஸ் ஏன் க்ரம் 7 ID இன்கம் ரைட் யுவர் ட்ரீம் அண்டு கமிட்மெண்ட் ஃபிக்ஸ் யுவர் இன்கம் அண்ட் டார்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸை அப்டேட் பண்ணிக்கணும் ஏன் பண்ணணும் இப்போ நம்ம சிங்கிள் ஐடியா போ போட்டு வந்தவங்கன்னா மூணு ஐடியா போட்டு ஒர்க் பண்ணால் நல்லது இப்போ மூணு ஐடியை போட்டுருக்கிறவங்க ஏழு ஐடியா போட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுங்கிறத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் வாரம் வாரம் இன்கம் வந்துகிட்டுருக்கணும் மாசம் ஒன் இயரில் இன்கமும் எதையும் எந்த வித மாற்றமும் ஏற்படாது உங்களுடைய கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இதோட தாரக மந்திரம் வந்து ஒரு மூணு மாசம் கஷ்டப்பட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கனாக்க சரிங்களா எந்த வேலையில வேலைக்கு போனீங்கன்னாலும் நீங்க ஒரு அடிமைத்தனமான வேலையில்தான் பார்க்க போறீங்க நான் எல்லாம் பதிமூணு வருஷம் வெளிநாட்டுல அடிமைத்தனமாதான் வேலை பார்த்தேன் இப்படிக்கும் நான் ஒரு சூப்பர்வைசரா தான் ஒர்க் பண்ணேன் நான் ஒரு ஒத்தராட ஒர்க் பண்ணல சரிங்களா காலையில நாலு மணிக்கு எழுந்துருச்சோம்னா நைட்டு ஏழு மணிக்கு தான் ஊங்கிக்கு வர வேண்டி அதுக்கு மேலே குளிச்சுட்டு வீட்டுக்கு போன் பண்ணோம்னா அங்கே ஏழு மணிக்கு மேலே ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து பத்து மணி ஆயிடும் நைட்டு மணிக்கு காலத்துல பிள்ளைங்களுடைய இவங்களுடைய அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் இப்படிதான் எங்க வாழ்க்கை ஓடி இருந்தது எங்கள் வாழ்க்கையிலையும் ஒளிவே எங்க வாழ்க்கையே வெளிச்சத்தை கொண்டு வந்தது அசிஸ்டண்டியா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் கிளப் டேரக்டருங்க நீங்க ஒரு கோடி ரூபாய் என்னைக்கு அச்சீவ் பண்ணீங்களோ அப்ப வந்து ராயல் கிளப் டேரக்டருங்க ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருவாங்க இந்த அவார்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் விஜய் டிவியில் அவார்டு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க தெரிங்களா அதை விட ரெண்டு மடங்கு இருக்கும் ஒரு பெரிய மாலில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மத்தியில் உங்களை உங்கள் ஒரு மாலையை போட்டு திரை இடத்தை வச்சு வச்சு இந்த அவார்டை கொடுக்கும்போது இப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க கேக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இதை அனுபவி வாங்கி அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்குங்க நினைச்சு பாருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வீடியோவை நீங்க புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நான் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல ரெண்டு கோடி ரூபாய் சும்மா இருக்குது அப்படிங்கிற பிராணை பத்தி தான் வீடியோ கொடைப்பேன் அதனால் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தொடல்லாமல் நீங்கள் பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாம் நீங்கள் நம்பி அசியாவில் சேர்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பது ஒரு நாள் உறுதி இதை நம்பி வாங்க நம்பினவாக கெடு கெடுவதில்லை நம்பினால் கெடுவதில்லை கோரிக்கணும்